தெபிசன படத்தில் தலைவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா என்ன சொல்லிருக்காரு வா once more once more once more எல்லோருக்கும் ஜெய்கிரச்சாலம் வரும் புல் கூட தன்붐 இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்க எடிட் பண்ணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா subscribe பண்ணீங்க பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணி all notification-ஐ தட்டி விட்டுக்கிங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு notification-ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் முதல்ல கேன்மா ஸ்டாப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன்மா ஸ்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் க்ரியேட்டிங் அப்படின்ட்டு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அஸ்பெக்ட் ரைஸில் ஒம்பது இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் இதில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பாருங்கள் இமேஜ் இருக்கும் அதில் போய்ட்டு ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று எடுத்துக்குங்க எடுத்த பிறகு மேலே பாருங்கள் இண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எந்த அளவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இதை அப்படி ட்ராக் பண்ணிவிடுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு நீங்க வளர்ச்சி சரி மேல பாருங்க ரைட் ஆஃபீஸ் இருக்கும் அதை நீங்க கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீ மறுபடியும் வீடியோடயும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மறுபடி நம்ம இதில் ஒரு ஒயிட் டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் மறுபடியும் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு இமேஜில் போய்ட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துங்க எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல எப்படி காட்டுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆட்டும் அது கீழே ஆறு மாதிரி இருக்காது அது வந்து உங்களுக்கு ஜூமிங் ஆப்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீ மூவ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதை ரொட்டேட் பண்ண போகிறேன் அதுவும் கிராஸில் ரொட்டேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா நான் எந்தளவுக்கு ரொட்டேட் பண்ணுறோம் அந்தளவுக்கு நீங்களும் ரொட்டேட் பண்ணிக்கங்க ஓகே இந்தளவுக்கு நீ கிராஸை ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே உள்ள ஆரோவை நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்துங்க ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறக்கி உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கங்க நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த அளவுக்கு வச்ச பிறகு ஓகேங்களா நீங்கள் மறுபடியும் அதுமாதிரி ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு நீங்கள் வளர்ச்சியில் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்து நீங்கள் மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துக்குங்க வந்த பிறகு மறுபடியும் இதில் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் மறுபடியும் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு அதே இமேஜில் போயிட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துக்கங்க எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதுமேல் ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளசையில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் கிராப்பிங் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நீங்கள் சுருக்க போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சின்னதாக சுருக்கிக்கங்க ஓகேங்களா நான் அந்தளவுக்கு சுருக்கிக்கிறேன் ஓகேங்களா இதில் சுருக்கிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுக்குங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதுமேல் ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு அதை நான் ரொட்டேட் பண்ண போகிறேன் ரொட்டேட் பண்ணி இதே அளவுக்கு நான் ஈக்குவலாக வைக்க போறேன் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மேலே எடுத்துட்டு இந்த நான் எந்தளவுக்கு செட் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுங்க வச்ச பிறகு ஓகேங்களா மறுபடியும் நீங்கள் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணி வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு நீங்கள் வளர்ச்சி மேலே பாருங்கள் டிகா ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீ மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பண்ணிவிங்க ஸ்டார்டிங் பாய் வந்த பிறகு இதில் ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லேயரில் போயிட்டு மீடியில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் ஒன்று எடுத்துக்குங்க எடுத்த பிறகு நீங்கள் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆரோமாரி இருக்கும் அதை உங்களுக்கு ஜூமிங் ஆப்ஷன் அதை நீங்கள் இழுத்து உங்கள் எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இடது பக்கத்தில் பாருங்கள் த்ரீ டாட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பேக் கொடுத்துங்க ஓகேங்களா சென்டு பேக் கொடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இதை வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே பாருங்கள் டிக் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் மறுபடியும் ரிமோட் இமேஜ் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு நீங்கள் இன்னொரு பேக்ரூண்ட் ரிமோட் இமேஜ் ஒன்று எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இது ஜூம் பண்ணிட்டு நான் எந்த அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா இந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு இதே வீடியோ எட்டத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கு அதை கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு அகைன் நீங்க வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு ஷேடோ இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய நீங்கள் டிஸ்கிரஷன் கொடுத்துருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கு நீங்க லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு ஓகேங்களா அந்த ஷேடோவை எடுத்துக்கோங்க ஷேடோவை எடுத்த பிறகு நீங்கள் அது மூல ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இது நான் எந்தளவுக்கு எப்படி செட் பண்ணி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு இது நீங்கள் வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு மியூசிக் பார் சிம்பிள் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனோட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை மியூசிக் பார் எடுத்துக்கங்க எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளெண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன் கொடுத்துங்க கொடுத்த பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் அதன் கிளிக் பண்ணிவிட்டு இதை மே செட் பண்ணி வைக்கணும் பார்க்க செம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு டெஸ்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு எடுத்துக்கங்க ஓகே அது எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அது முன்னோர்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல செட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிங்க வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இடது பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி சென்ட் பேக் கொடுத்தோம் ஓகேங்களா சென்ட்டு பேக் கொடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிங்க ஓகேங்களா இந்த இடத்துல அப்படி செட் பண்ணுவீங்க ஓகேங்களா செட் பண்ணி வச்ச பிறகு மறுபடியும் நீங்கள் அதுமேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ என்னத்துக்கு அப்படி ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு நம்ம இதில் மறுபடியும் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமோடைய ஹோம் பேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா வச்ச பிறகு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்த பிறகு நம்ம கிராப் பண்ண போகிறோம் அது வந்து நீங்கள் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கிராப்பிங் மேலே பாருங்க பாக்ஸ் பக்கத்தில் இருக்க அதான் கிராப்பிங் அதை செட் அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான கிராப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா கிராப் பண்ணிக்கிட்டு க்ரா பண்ணிக்கிட்டு மேலே டிக்காப்ஸும் கொடுத்துங்க டிகாப்ஸும் கொடுத்த பிறகு மருந்து நீங்கள் அதனால ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் வலைசரில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிட்டு இதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா மல்ட்டிப்ளை இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணி இது அப்படியே நீங்கள் இறக்கி இந்த இடத்துல செட் பண்ணி ஓகேங்களா இந்த இடத்துல அப்படி லைட்டை அப்படி ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படி கரெக்டாக நீங்கள் வந்து சூப்பராக செட் பண்ணிவிங்க ஓகேங்களா அதை அப்படி கீழே மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் எப்படி செட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி வைங்க ஓகேங்களா செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்க செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ எண்டுத்துக்கு அதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் கொடுக்குங்க ரைட் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஸை கொடுத்துங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க ஃப்ரேம் எடுத்துக்கங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் அதுமில் ஒருத்தர் க்ளிக் பண்ணி நீங்கள் வளசில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளெண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் கொடுத்து மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஒன்மூர் நீங்கள் அதில் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வலசில பார்த்திங்கன்னா பாக்ஸுமாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் நீங்கள் அமில்ல ஒருத்தர் க்ளிக் பண்ணி வீடியோ எண்டுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் வளர்ச்சியில் மேலே டிக்காப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த ஒரு லைட் டெம்லேட் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அந்த டெம்லெட் எடுத்துக்கங்க எடுத்த பிறகு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ரொட்டேட் பண்ணிட்டு நீங்கள் வலைசையில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிட் ஸ்கிரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த டெம்ப்லெட் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு வலைசியில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஃபைனலாகட்டு ஒரு லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய தேவையான ஜ சூப்பரான நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே பாருங்கள் அம்புகுரி இருக்குல்ல அதை நம்மளுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அதை உங்க மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி வேணுமோ அந்த கிளாரிட்டி செட் பண்ணிட்டு கீழே சேவஸ் வீடியோன்னு இருக்கும் அது கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டூடியில் பார்க்கலாம் ஓகே பாய்